அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அத்வான இஸ்லாமிய உறவுகளை புகாரி ஷெரீஃப்பை பார்க்கும்போது படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் வாசிப்பதற்கும் மிக அழகான ஒரு ஹதீஸ் தென்பட்டது அல்லாஹினுடைய கருணையை பற்றி அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய கருணை என்பது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவனுடைய கருணை இல்லாம இந்த உலகத்துல நம்மால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது அல்லாஹனுடைய கருணை இல்லாம இந்த உலகத்தில நம்மால பார்க்க முடியாது பார்க்கிறத இது இந்த பொருள் தான் அப்படிங்கறத உணர முடியாது அல்லாஹுடைய கருணை இல்லாம ஒரு விஷயத்த நம்மால தொட முடியாது தொட்டு இது இந்த பொருள் தான் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியாது அல்லாஹுடைய கருணை இல்லாம நம்ம நாவ அசைக்க முடியாது அல்லாஹுடைய கருணை இல்லாம எந்த ஒரு சப்தத்தையும் நம்மளுடைய காதலை கேட்க முடியாது அல்லாஹனுடைய கருணை இல்லாம எதையுமே நம்மால செய்யவே முடியாது அவனுடைய கருணையை கொண்டுதான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அல்லாஹனுடைய கருணை எந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மிக மகத்துவம் வாய்ந்தது அல்லாஹுடைய கருணையாலதான் அவனுடைய அனுமதியாலதான் இந்த உலகத்துல இருந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு இலைகளும் உதிர்கிறது அவனுடைய கருணையாலதான் மழை பொழிகிறது அவனுடைய கருணையாலதான் வெயில் அடிக்கிறது அவனுடைய கருணையாலதான் எல்லா காரியங்களுமே இந்த உலகத்துல என்ன செய்யுது நடக்குது அப்ப அல்லாவுடைய கருணை என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ரபிசு அல்லாசம் அவங்க அல்லாஹுடைய கருணையை பத்தி சகாபாக்களுக்கு சொன்னாங்க அருமை தோழர்களே அல்லாவுடைய கருணை என்பது எழுபது தாயை விடவும் அல்லாஹ கருணை அதிகமாக கொண்டவன் ஒரு தாயினுடைய கருணைங்கிறது உலகத்துல யாருமே ஒரு மனிதர் மீதோ ஒரு பொருள் மீதோ ஒரு ஜீவராசியின் மீதோ யாருமே காட்ட முடியாத ஒரு கருணைதான் ஒரு தாயினுடைய கருணை எப்படி ஒரு தாய் குழந்தைய பெற்று முன்னாலே அந்த குழந்தையின் மீது கருணை காமிக்க தொடங்கி அந்த குழந்தையை அன்பு பாராட்ட தொடங்கி அந்த குழந்தைக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு அவள் தொடங்கி விடுகிறார் குழந்தை கருத்தரிச்சிருச்சு குழந்தை உண்டாயிட்டோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே அந்த நொடியில இருந்து அந்த நேரத்துல இருந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அந்த குழந்தைக்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவள் தான் ஒரு தாய் இல்லையா தான் சாப்பிட்ற சாப்பாடு பிள்ளைக்கு நல்ல முறையில் போய் சேரணும் தான் நல்ல முறையில் படிக்கணும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நல்லதாக இருக்கணும் நம்ம பிள்ளைய உடல் ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் பெற்றெடுக்கணும் பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லி சதாவும் பிள்ளையின் மீது கருணை காமிக்கக்கூடிய ஒரு உயிர் தான் உயிர் எந்த அளவுக்கு அவ மௌத்தா வரையும் அவங்க உம்மாவோடைய கருணையை அவ இருப்பாங்க அல்லது உம்மா மௌத்தா வரையும் அந்த பிள்ளையின் மீது கருணை காமித்து கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய மூச்சு போற வரையிலும் தம் பிள்ளையின் மீது கருணை காமிக்கக்கூடிய ஒரு உறவு ஒரு உயிர் தாய்கிற உறவு எழுபது தாயை விடவும் மீது கருணை அதிகமாக கொண்டிருக்கிறான் நீங்க பாருங்க ஒரு பருந்து ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்க வந்துருச்சுன்னு சொன்னா உடனே தாய் கோழி குஞ்சு என்ன செய்யணும்னா ஓடி வந்து தன்னுடைய ரெக்கையால் என்ன தன்னுடைய குஞ்சிகளை எல்லாம் காப்பாற்றி கொள்ளும் அப்போ ஒரு கோழிகிட்ட இருக்கும் ஒரு தாயினுடைய கருணை என்பது ஒரு சீவராசிட்ட ஒரு தாயினுடைய கருணை என்பது தாயினுடைய கருணை இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலுமே இருக்க முடியாது அப்புறம் ரசூலை என்ன சொல்கிறாங்கன்னா தாயினுடைய கருணையோடு ஒப்பிடுறாங்க அதுவும் எத்தனை தாய் எழுபது தாயை விடவும் உங்களுடைய இறைவன் கருணையாளன் என்று நபிசல்லாசமாக சொல்கிறாங்க அப்போ அந்த அல்லாஹ் கருணையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த அல்லாஹுடைய கருணையாலதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அல்லாவுடைய கருணையாலதான் நமக்கு இந்த உலகத்துல எல்லாமே நடக்குதுங்கிற நம்ம விளங்கி அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நம்ம இருக்கணும் அல்லாஹ்வினுடைய கருணை வந்து விசாலமானதுன்னு சொன்னா ஒரு வட்டத்துக்குள்ள அல்லாவுடைய கருணையை அடைக்க முடியாது இவ்வளவுதான் அல்லாஹ் கருணை காமிப்பான் இவ்வளவுதான் அல்ல நம்மளால இறக்கப்படுவான் இதுக்கு மேல இறக்கப்பட மாட்டான்ட்டு ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிற முடியாது அதே மாதிரி அல்லாஹுடைய கருணையை ஒரு நம்பரா ஒரு எண்ணிக்கையால அடைக்க முடியாது இத்தனை பேருக்கு அல்ல கருணை செய்வான் இத்தனை படைப்புகள் மீதுதான் கருணை காமிப்பான்னு இல்ல அல்லாவினுடைய கருணை என்பது ரொம்ப விசாலமானது இந்த வானம் பூமி சொர்க்கத்தை விடவும் அல்லாஹினுடைய கருணை என்பது மிக விசாலமானது அல்லாஹ் நினைத்தா எவ்வளவு பெரிய பாவியும் கூட அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றன அவனுடைய கருணையால நிறைய பாவிகள் அல்லாது தான் இந்த உலகத்தை பொழைச்சுப்போ அப்படின்ட்டு வாழகிட்டான் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவனுடைய கருணை இருக்க போய்தான் நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சாலும் இவ்வளோ அநியாயங்கள் செஞ்சாலும் அட்டுரியங்கள் செஞ்சாலும் அலுச்சாட்டியங்கள் செஞ்சாலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒருவேளை அல்ல நம்மளை தண்டிக்கணும் அப்படின்ட்டு கோவப்பட்டு நாம் சொன்னால் இன்னைக்கு உலகத்தை யாருமே இருந்திருக்க முடியாது ஏன்னா எல்லாருமே பாவம் செய்யறாங்க எல்லாருமே அல்லாக்கு முரண்பட்டு நடக்கிறோம் எல்லாருமே நமக்கு மன மனம் எப்படி சொல்லுதோ நம்ம மனம் எந்த போக்குல போகுதோ அந்த போக்குல தான் வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு அப்ப அல்லா கருணையின் அடிப்படையெல்லாம் விட்டு இருக்கான் சரி போலச்சு போ சரி விட்டு சரி போ போன்னு அல்லாஹ் நம்மளை விட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆனா அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா அவளுடைய பிடியை நம்ம எல்லாம் தாங்கவே முடியாது சுரவுன்னு இருக்கானே ரொம்ப அநியாயம் பண்ணவன் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவத்துக்கும் சொந்தக்காரன் ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னால் அது ஃபிரோன் தான் அவன் பண்ணாத பாவமே கிடையாது அவன் பண்ணாத அநியாயங்களே கிடையாது அவன் பண்ணாத அலுச்சாட்டியங்கள் கிடையாது எல்லாத்தையும் பண்ணான் எந்த அளவுக்கு எல்லாரும் நான் ரப்பு ரப்பு நான் கடவுள்னு சொல்லி வாதிடும்போது தன்னை கடவுள்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யும்போது பேசும்போது ஃபிரோன் மட்டும் என்ன செய்யாதயமா ஆனால் ரப்பு கும்ள் ஆனால் நான் கடவுள் இல்லை நான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் தன்னை என்ன செஞ்சான் டாப் லெவலில் கொண்டு போய் என்ன செஞ்சான் வாதிட்டான் அந்த ஃபிரோனை கூட நல்லா மன்னிச்சுட்டான் சரி பொழைச்சி கூட உலகத்தில் வாழ்ந்துட்டு போ ஒன்னு தண்டு சென்னைய பிறன்ட்டு நல்லா பொழச்சி விட்டான் பொழச்சி கொண்டு விட்டான் ஏன் விட்டான்னு சொன்னா ஃபிரோகோன்ட்ட ஒரு பழக்கம் வந்துச்சு என்னன்னா பகலில் முழுக்க அநியாயம் பண்ணுவான் அடிச்சாட்டியம் பண்ணுவான் தன்னை கடவுளை சொல்லி வாதிடுவான் நிறைய பெண்களை ரசிவான் கற்பழிப்பான் எல்லா கொலை கொள்ளை என்னென்ன இருக்கோ எல்லா அரிசாட்டியங்களும் அநியாயங்களும் பண்ணுவான் நைட்டு எல்லாரும் தூங்கி ஊரே அமைதியா இருக்கும் ஃபிரோகன்னு நைல் நதியில இறங்கி நம்மளுடைய கழுத்து வரையிலும் தண்ணி வர அளவுக்கு காலத்துல போய் அல்லாட்ட தவுபா செய்வான் நீதான் ரப்புங்கிறது எனக்கு தெரியும் நீ தான் எனக்கு தெரியும் ஆனா இந்த உலகத்து மக்கள்கிட்ட நான் அப்படியே சொல்லி பழகிட்டேன் என்ன நான் கடவுள்னு சொல்லி என்ன செஞ்சேன் பழகிட்டேன் இவனுங்களுக்கு அநியாயம் செஞ்சே நான் பழகிட்டேன் திடீர்னு நான் நல்லவனா மாறினா இவனுங்க என்ன அடிமை ஆக்கிடுவானுங்க அதனால நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சு கேன்ட்டு அல்லாட்ட ஒவ்வொரு நாள் இரவலும் ரயில் நதியில போய் கிரோன்னு நினைச்சுவாங்க அல்லாட்ட தௌபா கேட்டுக்கிட்டே இருப்பான் அதனால அல்ல பொழச்சி போ பொழச்சி போ பொழச்சி போன விட்டான் நீ நம்ம அப்படிதான் விட்டுக்கிட்டு இருக்கான் இவ்வளோ பாவம் பண்றோம் நோன்பு நேரங்களில் சதக்கா கொடுத்துட்டு நோன்பு வச்சுட்டு ஒரு தஸ்மீ எடுத்து உருட்டிட்டு தௌபா கெட்டால் நம்ம நினைச்சு செஞ்சுக்கிறோம் பெருமை பட்டுக்கிறோம் ஆனால் நம்புல அதை தொழுதேன் இப்படி நான் இப்படி தொழுவன் திரும்பி இப்போதான் எனக்கு நேரம்லாம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு பெரும்பு பேசிக்கிறோம் நல்லா பொழைச்சி போன்னு விட்டுக்கிட்டே இருக்கான் கருணை ஆனால் பிடிக்கணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டான்னு ஒரு நாள் நம்மளை பிடிச்சி பார்க்கணும்னு நல்லா முடிவு பண்ணான்னு வைங்க சிராவுனை மாதிரி பிடிப்பான் அநியாயம்ன்னும் போது அல்லா விட்டுகிட்டே இருந்தான் கடைசி நேரம் நைல் நதி பிளக்கப்பட்டு ஓடுது அப்பமும் அவன் பெருமை பேசினான் பாரு என்னுடைய சக்தி நாள்தான் நைல் நதிய நான் தான் இதை பிளக்க வச்சேன்னு பெரும்பு பேசுனா இதுக்கு மேல ஒன்னு உட்டை சரி வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணா ஒரே புடி நைல் நதி அப்படியே மூடிச்சு இன்னைக்கும் உலகத்துல கெட்ட மனிதர்களுக்கு உதாரணமாக சிறுவனுடைய உடலை அல்லாஹத்தாலா அழுகி போக விடாம அழிய விடாம எகிப்தரை வச்சு அல்லாஹத்தாலா காப்பாத்தி அவன் தான் கெட்ட மனிதனுக்கு உதாரணம் சொல்லி இன்னைக்கும் அல்லாஹனை இழிவுபடுத்திட்டு இருக்கான்னு சொன்னா அல்லாவினுடைய கருணை என்பது உலகத்துல விசாலமாக இருக்கிறது ஆனா அவனுடைய கோபம் என்பது நமக்கு வந்துருச்சு அங்க முடியாது அல்லஹ் நிறைய இடங்கள்ல குரான சொல்லும் போது அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் அல்லாஹால உங்கள் மீது கருணை காமிப்புன்னு சொல்றான் ஒரு சில இடங்கள்ல வந்து அல்லாஹ் சொல்லும் போது இன்னாபதீ என்னுடைய பிடி ரொம்ப மோசமான பிடி பிடிக்கணும்னு முடிவு பண்ணி உன்னை சோதிக்க தொடங்கிட்டேன்னு சொன்னா என்னுடைய பிடியில் இருந்து உன்னால் மீளவே முடியாது உன்னால் அதிலிருந்து மீறி வரவே முடியாது என்று அல்லாத நம்ம எச்சரித்து சொல்லிட்டு காமிக்க நம்ம கணித்து இருக்கூடியவர்களே இப்ப என்ன ஹதீஸ் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோட நம்ம என்னடா இவ்வளவு பாவம் செஞ்சோம் நமக்கு எதுவுமே நடக்கல நம்ம சந்தோஷப்படுறமே இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்ட்டு தேடும் இந்த அழகான ஒரு செய்தி கிடைச்சி முடிவு செஞ்ச உடனே அல்லா முடிவு செஞ்சிட்டான் இப்படி முடிவு செஞ்ச உடனே அல்லாஹ் தனக்குத்தானே தன் மீது ஒரு விஷயத்தை கடமையாக்கி கொண்டான் அது என்ன தெரியுமா என்னுடைய கோபத்தை என்னுடைய விட வேண்டும் தன் மீது கடமையாக்கிட்டான் தன் கடமையாக்கி அதை எழுதி அரிசில் அல்லா வைத்துக் கொண்டான் என்று புகாரியில வரக்கூடிய ஒரு ஹரிசே புதுசிய நம்ம வாசி பார்க்கும் அப்பதான் நமக்கு புரிஞ்சுது நம்ம இவ்வளவு நாளும் பாவம் பண்ணி அல்லா நம்மளை விட்டுருக்கான்னு சொன்னா அவனுடைய கோபத்தை விட அவனுடைய கருணை நம்ம மேல ரொம்ப மிகச்சி நிக்குது அவன் கோபத்தை விட அவன் கோப பார்வையை விட அவனுடைய கருணை பார்வை ரொம்ப மிகச்சி நிக்குது அதனாலதான் முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நோய்கள் இல்லாம நொடிகள் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு பெருமையான பெரிய வறுமை இல்லாம இன்னைக்கும் அல்லா தலா நல்ல மூணு நேரம் சாப்பாடையும் மூணு நல்லா நல்ல உடைகளையும் நல்ல இருப்பதற்கான இடத்தையும் நல்ல நண்பர்களையும் நல்ல குடும்பத்தையும் நல்லா தந்து விட்டுருக்கான்னு சொன்னா கருணையின் அடிப்படை விட்டுருக்கான்கிறது அந்த ஹரீச படிக்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது கணிதத்திற்குரியவர்களே இந்த உலகத்தில் நாம் எந்த பாவங்கள செய்யலாம் எந்த பாவங்கள் வேணா நம்ம செஞ்சிடலாம் சர்வசாதாரணமா ஆனால் அந்த பாவத்திலே நம்ம நிலச்சி நிலையாக நிற்கும் போது கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம மீது ஒரு கோபப்படுவான் அவனுடைய கோபத்தை தாங்கிக் கொள்வதற்கு நம்மளுடைய உடலிலும் மனதிலும் நமக்கு சக்தி இல்லை எனவே நம்ம செஞ்ச பாவத்துக்கு அல்லா கண்டிப்பாக மன்னிப்பா நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம் நம்ம நிறைய நிறைய பாவம் செஞ்சுட்டேன் நான் பாவம் மன்னிப்பு கேட்குறதேன்னு எனக்கு வெக்கமாக கூச்சமாக இருக்குன்னா நம்ம நினைக்கக்கூடாது எந்த பாவம் செஞ்சாலும் அல்லா மன்னிப்பான்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக நம்ம தௌவாக செஞ்சோம்னா அவனுடைய கருணை என்பது அவன் கோபத்தை விட பெரியது கண்டிப்பாக அல்லாகிற புராளமீன் அந்த பாவங்களை மன்னிப்பானாக அலாம